அனைவருக்கும் வணக்கம் எனர்ஜிங் ராசி மற்றும் லக்கணக்காரங்களுக்கு கோடீஸ்வர் யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த ராசி மற்றும் லக்கணக்காரங்கள்ன்றது இப்ப நம்ம பாக்கலாங்க அவங்கவுங்க ஜாதகம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இல்ல நட்சத்திரம் தெரிஞ்சாலும் சரி லக்கண புள்ளி எந்த லக்கணம் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டாலும் சரி ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் எந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இது யோகத்தை கொடுக்கும் இந்த புதன் திசை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் புதன் திசை பாத்தீங்கன்னா பதினேழு வருஷங்க ஒரு லாங் டர்ம்னு சொல்லலாம் ஏன்னா கேது தசில ஏழு வருஷம் இது வந்து பெரிய தசைன்னு சொல்லலாம் புதன் தசை சூரிய திசை பாத்தீங்கன்னா ஆறு வருஷம்தான் சந்திர திசை பத்து வருஷம்தான் செவ்வா திசை பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் ஆனா பெரிய திசை எல்லாம் பாத்தீங்கன்னா ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை சுக்கர திசை எல்லாம் ரொம்ப அதிக வருடம் வரும் அப்ப புதன் திசை யாருக்கு பிறக்கும் போது வரும் அடுத்து ஒரு இருவதுல இருந்து முப்பத்தஞ்சு வயதுக்குள்ள எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அதை தாண்டி வருவாங்க எப்படி அவங்களுக்கு பலன் அமையும் எந்த ராசியா இருந்தா அவங்களுக்கு யோகத்தை குடுக்கும் அப்படின்றத நட்சத்திரம் ஆயிலியம் கேட்டை ரேவதிங்க ஆயிலியம் பாத்தீங்கன்னா கடகராசி ஆயிலி நட்சத்திரம் கேட்டை வந்து விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் ரேவதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன ராசி ரேவதி நட்சத்திரம் இந்த இடத்துலதான் வந்து புதன் பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அமைப்பு இவங்க பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா புதன் திசையில தான் பிறப்பாங்க ஆயிலம் கேட்டை ரேவதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க பிறக்கும் போதே புதன் திசையோட அதாவது ஞானத்தோட தான் பிறப்பாங்க நல்ல அறிவாற்றல் சிந்தனை மிக்கவங்க நல்ல திறமை இருக்கும் நல்ல நாலெஜபிள் பர்சனா தான் இவங்க வருவாங்க அது எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இது காலப்புருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா மேஷ வீடுதான் நம்மளுக்கு முதன்மையா நம்ம குறிக்கப்படுது இப்ப மேஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடன்றது ஆயில் ஆயிலியம் நம்ம சொல்றோம் அடுத்து கேட்டை வந்து விற்சகத்தை குறிக்குது எட்டாம் இடம் அடுத்து பன்னெண்டாம் இடம் வந்து மீனத்தை குறிக்குது அதாவது மறைவுஸ்தானாதிபதி மறைவுஸ்தானத்தில் இருந்தால் இந்த புதன் வந்து யோகத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விதி இருக்கு மறைந்த புதன் நிறைந்த பலனை அளிப்பார் அப்படின்றது ஒரு பொதுவான ஒரு விதி இருக்குங்க ஆனால் நம்ம அப்படி எடுத்துக்கவும் முடியாது ஆனா புத்திசாலிகளா இருப்பாங்க ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறவங்க புதன் வந்து மறைஞ்சிட்டாரு அதே சமயம் நீச்சம் அடைஞ்சிட்டாரு புதன் வந்து ரேவதியில ரேவதியில இல்ல மீனத்துல வந்து நீச்சம் அடைஞ்சிட்டாரு அந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல போய் புதன் உட்கார்ந்துருக்குன்னு நம்ம பாக்கணுங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வேலையைதான் அவர் செய்வாரு நீச்சமாயிட்டாரு புதன் அப்படின்னா அவளுக்கு படிப்பு வராது அப்படி கிடையாது அவங்க பயங்கர பிரில்லியண்டா இருப்பாங்க ஒரு ஜாதத்தை எடுத்து பாக்கலாம் புதன் நீச்சங்க இவங்க சரியா படிக்க மாட்டாங்க அப்படின்றது நம்மளால சொல்லவே முடியாது பயங்கர நாலெஜபிள் பர்சனா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க நல்ல திறமைசாலிகளா இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகம் நிறைய கலைகளை கத்துக்கணும்னு நினைப்பாங்க பல விதத்துல வந்து அவங்க தேர்ச்சி பெற்றிருப்பாங்க அதாவது நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த கூட இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு டாபிக்கை பத்தி பேசுவாங்க இவங்க அந்த டாபிக்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு நாலேஜபிள் பர்சனா இருப்பாங்க புதன் நீச்சம் நீங்க அது வந்து ஆஹ் நீச்சமாயிடுச்சு அப்படின்னு எல்லாம் நம்ம சரியா படிக்க மாட்டாங்க அறிவு திறமை எல்லாம் இல்லை இவங்களுக்கு கம்மி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஏன்னா அந்த புதன் நீச்சம் எந்த சாரம் வாங்கியிருக்கு அதாவது எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துருக்குன்றதை பார்க்கணும் அடுத்தது புதன் வந்து மறைஞ்சிட்டாரு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவார் அது நான் இல் சொல்ல முடியாது கண்டிப்பா அது உண்டு இருந்தாலும் தவறான ஒரு பழக்க வழத்துக்கு வழக்கத்துக்கு நம்ம போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் அதாவது புதன் வந்து ஞானத்தை கொடுக்கறது நல்ல ஒரு புத்தி கூர்மையை கொடுக்குறவரு ஒரு அறிவாற்றலை கொடுக்கறவரு புதன் பகவான் அவரு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டால அதிக பல அடி அதிகப்படியான ஒரு பலன்களை தான் கொடுப்பாரு நல்ல அறிவாற்றல் சிந்தனை எல்லாம் இருக்கும் ஆனா தவறான ஒரு விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க நல்லா நீங்க ஒவ்வொரு ஜாதத்தை எடுத்து பாருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா சாப்ட்வேர்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க நிறைய திருட்டு பண்றது ஹைடெக்கான ஒரு திருட்டு பண்றதுலாம் பார்த்தீங்கன்னா நாலேஜிபிளாக தான் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் டெசை அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு அது ஃபேவரபிளா அமையுது அதாவது புதன் வந்து அவங்களுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னு போய் பாருங்க ஆறு எட்டு பன்னெண்டுல தான் இருப்பாரு நல்ல கிரிமினலான ஒரு சிந்தனை அதாவது சிந்தனையும் வந்து பயங்கரம் வந்து டேலண்டாக இருப்பாங்க அந்த டேலண்ட்ட தப்பான ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இதே வந்து தப்பான பழக்கங்கள் அதாவது நம்ம ட்ரிங்க் அடிட்டு ட்ரக் அடிட்டு அதாவது ஸ்மோக்கிங் பண்றது கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் உள்ளாக மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போதுலாம் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்காரு கண்டிப்பா அவங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கும் தாய்மாமாவோட உதவி அவங்களுக்கு கிடைக்காது அதிகம் வந்து அவங்களுடைய ஹெல்ப்போ இல்ல அவங்களோட ஆதரவோ கண்டிப்பா இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா புதன் வந்து பயங்கர புத்தி கூர்மை இருக்கும் அவங்களுக்கு அந்த ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்ற எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க நீங்க லக்கணத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஜாதத்தை எடுத்து வைங்க அந்த லக்கணப்புள்ளிதான் முதல் இடம்னு நினைச்சுக்கோங்க அந்த முதல் இடத்துல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆறாம் இடத்துலயோ இல்ல எட்டாம் இடத்துலையோ இல்ல பன்னெண்டாம் இடத்துலயோ உங்க புதன் இருக்குதான்னு பாருங்க புத்திசலித்தனமா இருப்பாங்க அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஆனா தப்பான வழியில அவங்க போகக்கூடாது அது சிறு வயசுல இருந்தே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அதனால தவறான ஒரு வழியில போகாம ஒரு நல்ல சிந்தனை நல்ல ஒழுக்கத்தோட அவங்களை கடை கொண்டு வந்தாங்க சின்ன வயசுல இருந்து அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து எதிர்மறையா நம்மளுக்கு அது போகாது நேர்மறை சிந்தனை தான் அதிகமா இருக்கும் அப்ப அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிப்பாங்க இப்ப புதன் ஒருத்தன் வீட்டுல ஆட்சி உச்சத்துல இருக்கு நம்ம ஆட்சி உச்சத்துல இருக்குங்க அவங்களுக்கு எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அப்படி நம்மளால சொல்லவே முடியாது எந்த லக்கணம்ன்றத நம்ம எடுத்து பாக்கணும் உதாரணத்துக்கு ஒரு மீன லக்கணம் பகவான் தான் நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாருன்னா நாலாம் இடம்ன்றது சுகபோக வாழ்க்கை வண்டு வீடு வாகன யோகங்கள் தாய் தாய்வழி உறவு எல்லாத்தையுமே நம்ம வந்து கணிக்கலாம் நாலாம் இடம்ன்றது அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா சூப்பரா நல்ல வேலை செய்யும் சொல்லலாம் அந்த நாலாம் இடத்துல பு புதன் வந்து தன் வீட்டுல ஆட்சி பெற்று இருந்தா அந்த விஷயத்த பாதகாதிபதியும் வந்து ஆட்சி பெறாரு நாலாம் இடத்துல போது அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான் சொல்லலாம் ஆனா ஏழாம் இடத்துல ஆட்சி பெறல அது ஒரு நம்மளுக்கு பிளஸ் நாலாம் இடத்துல மட்டும்தான் ஆட்சி பெறாரு சரிங்களா அத வந்து ஏழாம் பார்வையா வந்து பத்தாம் இடத்தை பாப்பாரு மீன லக்னத்துக்கு ஒரு பொதுவான ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ மிதனத்துலருந்து பார்த்தீங்கன்னா தனுசை பாப்பாரு கரெக்டாக வந்து பத்தாம் இடத்த மீன லக்கணத்துக்கு வந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ பார்க்கும்போது தொழில் ரீதியான எல்லா விஷயங்களும் உயர்வு அவங்க பண்ணுற தொழில் எல்லாமே வந்து ஒரு நேர்மறையா எதிர்மறையா இருக்காது நேர்மறை சிந்தனையோட தான் நேர்மையாக தான் அவங்க செய்வாங்க எந்த தொழிலா இருந்தாலுமே அறிவுத்திறமை அதிகமாக இருக்கும் நல்ல ஒழுக்க ஒழுக்கத்தோட இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா புதன் வந்து அஹ் ஆட்சி பெற்றிருந்து இருந்தாங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர்ன்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லேண்டுக்கு அதாவது நிலம் வாங்கி விக்கிறது வீடு வாங்கி விக்கிறது அஹ் நிலம் சார்ந்த தொழில் எதை எது செஞ்சாலும் சரி அவங்க பெரிய லெவல்ல பண்ணுவாங்க அதாவது நாலாம் இடத்துல புதன் வந்து தன் வீட்டுல ஆட்சி பெற்றிருந்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல தொழில்ல இருப்பாங்க அதே சமயம் வந்து இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் வந்து நல்லா அவங்களுக்கு இயல்பாவே நல்லபடியா அவங்களுக்கு அமையும் ரியல் எஸ்டேட் உதாரணத்துக்கு நீங்க அந்த மாதிரி ஜாதகம் வரும்போது நீங்க பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரிய வரும் அதாவது நாலாம் இடத்துல அந்த புதன் ஆட்சி பெற்றிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த தொழில இருப்பாங்க ஒருவேளை கன்னியா லக்கணத்தை எடுத்துக்கலாம் அப்ப கண்ணை வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமடைகிற வீடு அப்ப கன்னியா லக்கணத்தை எடுத்துக்கிட்டு மீதின வீட்டுக்கு புதன் இருக்காரு அப்படின்னா கரெக்டா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் புதன் வந்து ஆட்சி அதாவது லக்னாதிபதியும் ஆட்சி பத்து குடைவனும் ஆச்சின்னா தொழில் நல்லா இருக்கும் அதாவது அவங்க ரியல் எஸ்டேட் பண்ணா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லலாங்க கண்டிப்பா இடம் வாங்கி விக்கிறது வீடு வாங்கி விக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல லாபத்தை எடுக்கலாம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க நல்லா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்பட தேவையில்ல நான் சொல்றது வந்து பொதுவான விதி எந்த லக்கணம்ன்றதை நீங்க பாத்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொன்னேன் மீன லக்னம் கன்னியா லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மீன லக்னத்துக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு நல்லா இருக்கும் ஏன்னா லக்னத்துக்கு உண்டான உச்சம் உண்டான அதிபதியாரு புதன் பகவான் தான் பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் சிறப்புன்னு நம்மளுக்கு சொல்லலாங்க லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்போ அப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்ப புதன் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்லை இதே புதன் தோஷம் உள்ள அதாவது மரபணு படி சொல்றேன் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி படி புதன் தோஷம் இருக்கு ஒரு ஜாதகத்துல லக்கண புள்ளி ஒன்னு ரோஹிணி உத்திர நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துல போய் அது புதன் தோஷத்தை குறிக்குது நான் டிஎன்ஏ படி சொல்றேன் மரபணு படி நான் பேசிட்டு கேட்டுக்கோங்க புதன் தோஷம் எப்படி உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா லக்கணமோ இல்ல லக்கணாதிபதி லக்கணம் வந்து எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்குன்னு பாருங்க லக்கணாதிபதி எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்குன்னு பாருங்க அது ரோகிணி உத்திரம் பூராடமா இருந்தது அப்படின்னா அது புதன் தோஷத்தை கொடுக்கும் புதன் தோஷம்னா என்னங்க செய்யும் புதன்குண்டான எல்லா அறிவாற்றலும் திறமையும் சிந்தனையும் அறிவாற்றல் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் ஆனா என்ன பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து இந்த நட்சத்திரத்துல போய் லக்கணம் லக்கணாதிபதி உக்காந்ததுன்னா டிவர்ஸ கொடுக்கும் அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு அளவுக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் அதாவது இந்த லக்கணமும் நல்லா கேட்டுக்கோங்க உங்க ஜாதத்தை எடுத்து வச்சு பாருங்க இன்டர் மேரேஜா இருக்கும் லவ் மேரேஜா பண்ணுவாங்க இல்லைன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி ஆஹ் லக்கணமும் லக்கண புள்ளியும் இந்த நட்சத்திரத்துல உட்காந்து இருந்தா இந்த பிரச்சனைகள் வரும் அடுத்து புதன் தோஷம் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் கிடைக்காதுன்னு பாத்தீங்கன்னா அறிவாற்றல் அதிகமா இருக்கும் கல்வி தாமதங்கள் ஏற்படும் புதன் தோஷம் பெற்றிருந்தா கல்வி தடை கல்வி தாமதம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சிரமப்படுவாங்க படிக்கிறதுக்கே ஆனா அவங்க நல்ல எழுத்தாற்றல் அதிகமா அறிவாற்றல் அதிகமா இருக்கும் எழுத்து திறமை அதிகமா இருக்கும் நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய எழுதுவாங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் அவங்களுக்கு நல்லா ஒருவேளை படிச்சிருந்தாங்கன்னா இதுல வந்து பெரிய பெரியளாக இருப்பாங்க அதாவது படிச்சிருந்தாங்கன்னா ஒரு மீடியா துறையில அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து ஒரு நல்ல எஜுகேட்டடாக அவங்க கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது நெட்டில் இன்டர்நெட் அதில் பார்த்தீங்கன்னா சரி டெலிகம்யூனிகேஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமு சோஷியல் நெட்ஒர்க் எல்லாமே வந்து புதன் பகவான் தாங்க அதில் ரொம்ப டாப் மோஸ்டாக நல்லா இருப்பாங்க நல்ல ஒரு லீடிங்கா இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சூப்பரா சொல்லுவாங்க அதாவது மிதனராசி கன்னியாராசி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அறிவாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க ஒருத்தரை கணிக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் அதாவது மிதனராசி மிதன வீடு வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவானுடைய வீடு அதே மாதிரி கண்ணீராசியும் வந்து புதன் பகவானுடைய புதன் உச்சம் பெற இடம் அது மிதன ராசி மற்றும் மிதன லக்கணக்காரங்க கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்கணக்காரங்கள மிகப்பெரிய ஒரு அறிவு அறிவாற்றல் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாவே வந்து ஜாதகன்றது இயல்பாவே வரும் ஒரு சில பேருக்கு அந்த ஜாதகத்துல மிகப்பெரிய ஒரு ஆளா இருப்பாங்க கரெக்டா அவங்க சொன்னாலும் வாக்குப்படிதம் ஏற்படும் அதே வந்து பாத்தீங்கன்னா புதன் தோஷமா இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காளி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு காளியம்மன் வழிபாடு அவசியம் வந்து நீங்க பண்ணணுங்க அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்துல லக்கண லக்கணாதிபதி நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா ரேவதே உத்திரம் போராட்டத்துல உட்காந்துருந்தா தோஷம் புதன் தோஷத்தை கொடுக்கும் அதாவது புதன் வந்து என்னென்ன செய்வாரோ அது எல்லாமே வந்து ஆப்போசிட்டா நடக்கும் எல்லா திறமையும் இருக்கும் எல்லா ஆனா தவற போய் முடியும் பிரச்சனைகள் உருவாகும் அதாவது இவங்க பிரச்சனைக்கு போத்தவரை தானா பிரச்சனை இவங்களை நோக்கி வரும் புதன் தோஷம் அந்த புதன் தோஷம் எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்றது நீங்க எனக்கு நீங்க ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய ஜாதத்துல புதன் எப்படி வலுவா இருக்காரா எப்படி இருக்காரு வீக்கா இருக்காரா என்னன்னு பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன காண்டக்ட் பண்ணலாம் என்னோட இருக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்தது புதன் தசை வந்து பிறக்கும் போதே எந்தெந்த நட்சத்திரத்துக்கு நம்ம சொல்லியிருக்கேங்க ஆயிலம் கேட்டை ரேவதி தான் பிறக்கும் உங்களுக்கு புதன் தசையா அமையும் அதுக்கு முன்பு இப்ப வந்து ஒரு இருபதுல இருந்து இரு வயசுக்கு மேல புதன் தசை வருது அப்படின்னு பாக்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம்லாம் பிறக்கும் போதே வந்து சனிதை சில கஷ்டப்படுவாங்க க சனிதேசன்றது கஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கணும் அது கர்மவினை கொடுக்கக்கூடிய இடம் அதாவது முன்ஜென்மத்துக்கு உண்டான பாவ பழங்கள் என்ன செஞ்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சனியில கொடுப்பாரு அதாவது அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான கஷ்டங்கள் அதிகப்படியான துன்பங்கள்லாம் அதை தாண்டி வரும்போது அடுத்து புதன் தசை வரும்போது உக்காந்து நல்ல ஒரு நீட்டாக பிளான் பண்ணி கண்டிப்பா அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய திறமை வந்து இவங்களுக்கு இருக்கும் பூசம் அனுசம் உத்ரட்டாதி நான் சொல்லிட்டு அதாவது ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசுக்கு அப்புறமேல அவங்களுக்கு அந்த புதன் திசை வரும் என்னென்ன ஆஹ் பாதத்துல உட்காந்துருக்காங்க நான் வந்து சொல்றது பூசம் அனுஷம் உத்ரட்டாதி அதாவது ஒன்னு ரெண்டு மூணு பாதங்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்துதான் நம்ம இன்னும் மைநூட்டா சொல்ல முடியும் இருந்தாலும் நான் பொதுவான அந்த நட்சத்திரத்தை வச்சு நான் சொல்லிட்டு அந்த சனி திசை பிறக்கும் போதே சனி திசை இவங்களுக்கு அடுத்தது ஒரு பத்தொம்பது வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு வந்து புதன் திசைன்றதே வரும் அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அவங்க படிக்கக்கூடிய காலகட்டங்களில் வரும் அதாவது ஒரு இருபது வயது இருபத்தஞ்சு வயதுக்குள்ள அவங்க படிப்பெல்லாம் முடிச்சுருவாங்க அது வரைக்கும் அவங்க நல்லா டேலண்டடாக இருப்பாங்க நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வருவாங்க மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு நல்லபடியாக அமையும் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பூசம் அனுஷம் உத்திரட்டாதே ஆனா அவங்களுக்கு இந்த நட்சத்திரம் உண்டான அதிபதி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன லக்கணத்துல பிறந்திருக்காங்க புதன் என்னவா இருக்காரு புதன் என்ன சாரம் வாங்கிருக்கு புதன் எத்தனாம் இடத்துல இருக்காருன்றதுன்னு நம்ம பார்க்கணும் புதன் திசை நல்லா இருக்குன்னா பொதுவா நம்ம சொல்லலாம் புதன் திசை நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு ஆனா அவங்களுடைய லக்கணத்தை வச்சுதான் நம்ம வந்து கணக்கே நம்ம போட்டு சொல்ல முடியும் அதனால அவங்க லக்கணத்தை நம்ம பார்க்கணுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இப்ப இருபது வயசுல இருந்து நான் சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் திசை வந்து வரும் பூஷம் அனுஷ அதுக்கு மேல அதாவது முப்பது வயதுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவங்க எல்லாம் பிறக்கும் குரு திசையில தான் பிறப்பாங்க அப்புறம்தான் சனி திசை வந்து அப்புறம் புதன் திசையை கடப்பாங்க அப்ப அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க புனர்பூசம் விசாகம் போர்ட் ஒரு அனுபவம் மிக்க ஒரு வாழ்க்கையா இருக்கும் அவங்க பாக்குறதே வந்து வந்து பெரிய திசைக்கெல்லாம் பார்ப்பாங்க அதாவது குரு திசை பதினாறு வருஷம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி திசை பத்தொன்போது வருடம் அடுத்து புதன் திசை பார்த்தீங்கன்னா பதினேழு வருடம் அவங்க இதை வந்து பெரிய பெரிய திசையா தான் வந்து அவங்க கடந்து வருவாங்க வாழ்க்கையில பெரிய ஒரு அனுபவசாலியா இருப்பாங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பார்க்கறது வந்து இந்த நட்சத்திரக்காரங்களே சொல்லலாம் அதே மாதிரி தைரிய மிக்கவங்கன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன நட்சத்திரம் எல்லாமே அதிகப்படியான கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்காக ஒரு விஷயத்தை எடுத்து தான் அவங்க நடத்தி ஒரு வின் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு லைஃப்பாக தான் இவங்களுக்குலாம் இருக்கும் அது புதன் திசை வரும்போது அவங்களுக்கு ரொம்ப அட்டகாசன்னு அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் அவங்களுடைய லக்கண புள்ளி எங்கே இருக்குது அவங்களுக்கு லக்கணம் என்னவா இருக்குது என்ன லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்கணுங்க அத பார்க்காம எந்த பலனுமே நம்மளால சொல்லவே முடியாது அந்த லக்கணம் புள்ளி நம்ம பார்க்கும்போது எந்தெந்த லக்கணம் இப்ப உதாரணத்துக்கு ரிஷப லக்கணத்தை எடுத்துக்கலாம் ரிஷப லக்கணத்துல இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்ப தனஸ்தானம் வந்து புதன் பகவான் தன் வீட்டுல ஆட்சி பெறார் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு தனவந்தரா இருப்பாங்க அதாவது செல்வத்துக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு லக்கணம் ரிஷப லக்கணம் ஆனால் இரண்டாம் இடத்துல தன் வீட்டில் புதன் ஆச்சு பெறணுங்க பெற்றுச்சு இரண்டாம் இடத்துல உட்காந்துருச்சு அது புதன் பகவான் என்ன நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காரு அதையும் நம்ம பார்க்கணும் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு விதியை பற்றி நான் சொல்லிட்டு இரண்டாம் இடத்துல உட்காரும்போது தனவந்தரம் இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு குறைவில்லாத செல்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குறைவில்லாத செல்வத்தோடு வாழ்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிஷப லக்கணத்துக்கு ஐந்து குடைவன் யாரு புதன் பகவான் தான் அந்த ஐந்து குடை பூர்வ புண்ணிஸ்தானாதிபதியும் வலுப்பெறாரு அப்ப முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் ரிஷப லக்கணக்காரங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுடைய பூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் இவங்க பண்ணும்போது இன்னும் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது இருக்காது அதாவது பண ரீதியான ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு வராது இருக்காது அத வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தான் பிறப்பாங்க வளர வளர அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து அவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் ரிஷப் லக்கணத்துக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கலாம் இப்ப வந்து மித் புதன் புதன் பொறுத்த வரைக்கும் புதனுடைய வந்து அவர் உச்சம் இப்ப மிதன ராசியில ஆச்சி மிதன வீட்டில வந்து ஆச்சி கன்னி வீட்டுல வந்து உச்சம் அப்ப கன்னியா லக்கணத்தை எடுத்துக்கலாம் அதாவது கன்னியா லக்கணத்தை எடுத்துக்கிட்டா அவருடைய வீட்டுல அவர் உச்சம் கரெக்டா பார்த்தீங்கன்னா பத்து கூடிய புதன் பகவானும் உச்சம் அப்ப தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் வலுப்பெறார் இல்லைங்களா அப்ப தொழில் ஸ்தானம் வலுப்பெறும்போது அவங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் பெறுவாங்க நல்லா கேட்டுக்கோங்க கன்னியா லக்கணக்காரங்களுக்கு சொல்றேன் ராசி கிடையாது கன்னியா லக்கணக்காரங்களுக்கு புதன் பகவான் ஒண்ணு மிதனத்துல இருக்கணும் இல்ல கண்ணி வீட்டில் இருக்கணும் அந்த புதன் வந்து உச்சமடைஞ்சிருக்கணும் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருந்தால் அப்ப அந்த பத்துக்குடையவன் வந்து வலுப்பெறாரு லக்னாதிபதியும் வலுப்பெறும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கோடீஸ்வரர் யோகத்தையுமே கொடுப்பாரு புதன் பகவான் கண்டிப்பா அது செய்வார் அந்த புதன் தசை வரும்போது அட்டகாசமா இருக்கும் எங்களுக்கு வந்து பதினேழு வருஷம் உங்களுக்கு புதன் தசை அந்த பதினேழு வருஷமும் இவங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாங்க அவங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும் முக்கியமாக அந்த புதன் தசை வரும்போது நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் வந்து கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு புதன் தசைன்றது வாழ்க்கையில் வரும் கண்டிப்பாக இந்த இந்த ஏஜில் வரும் அப்படின்றத நான் பிரித்து சொல்லியிருப்பேன் அந்த ஏஜில் அந்த புதன் தசை வரும்போது அவங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பாரு இப்போ கன்னியா லக்கணத்தை பார்த்துட்டோம் கன்னியா லக்கணக்காரங்களுக்கு புதனங்க இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு கோடீஸ்வரி யோகத்தை கொடுப்பாரு அடுத்தது சிம்ம லக்கணம் எடுத்துக்கலாம் சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணத்துக்கு எத் கூட தான் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி அப்ப தனக்காரகனே வந்து தன் வீட்டில் உச்சமடைகிறாரு இரண்டாம் இடத்துல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு அந்த வீட்டில் உச்சம் அதாவது ஒண்ணே கன்னியா சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ஒன்னு கன்னி வீட்டுல புதன் உச்சமடைஞ்சிருக்கணும் இல்லைன்னா பதினோராம் இடத்துல உச்சமடை ஆட்சி பெற்றுக்கணும் பெற்றுக்கும் போது அவங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நல்லபடியா அமையும் இப்ப இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த லக்கணக்காரங்களுக்கு இப்ப நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதே வந்து அவங்களுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அதாவது கன்னியார் லக்கணத்துக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நல்லா இருக்கும் அவங்களுக்கு லைஃப் செட்டில் ஆயிடும்ட்டு ஆனால் உபய லக்னக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சிறப் இருக்காது அதாவது ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிடுறேனே தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு மீன ராசி மீன லக்னக்கார்காரங்க அப்புறம் மிதன ராசி மிதன லக்னக்காரங்களுக்கும் கன்னீராசி கன்னி லக்னக்காரங்களுக்கும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஏழாம் இடம்ன்றது பாதகாதிபதி வர்றதுனால இவங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு எதிர்மறையான ஒரு கருத்துக்கள் தான் அவங்க கணவன்மார்கள் மனைவிமார்கள் முன்வைப்பாங்க உபய லக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு உபய லக்கணம் புதன் வீடு ரெண்டு உபய லக்கணம் குரு வீடு அப்ப குருவும் புதனும் வந்து ஞானத்தை குடுக்கிறவங்க அதாவது போதிக்கிறவங்க குருவோடைய குழந்தைதான் புதன் பகவான் ஆனா குரு வந்து கற்றுக் கொடுக்கல அந்த வித்தைகளை புதன் தனியா தான் போய் கத்துக்கிட்டாரு ஆனா குரு வீடும் புதன் வீடும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்கதான் உபய லக்கணமா வராங்க உபயராசியா வராங்க இவங்க உபய லக்கணமா இருந்தது உங்களுக்கு எதாவது ராசி லக்கணம் இருந்தா அதுக்கு ஏழாம் இடம் வந்து பாதகாதிபதி தான் வராரு அப்ப கணவனோ இல்லை மனைவியோ உங்களுக்கு அமைறாங்க அப்படின்னா பிரச்சனைக்குள்ளானதை உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் சொல்றது லக்கணத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் ராசியே நான் சொல்லல லக்கண புள்ளியை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கேட்டுக்கோங்க அதனால உபய லக்கணத்தில் பிறக்கிறவங்களுக்கு வாழ்க்கை வந்து சொல்ற அளவுக்கு சிறப்பாக இருக்காது மன பிரச்சனைகள் இருக்கும் அதாவது கருத்து வேறுபாடுகள் நீங்க ஒரு கருத்து சொல்லுவீங்க அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க அதிலே ஒரு உடன்பாடு இருக்காது உங்களுக்கு எதிர்மறையான ஒரு விஷயங்களை தான் அவங்க செய்வாங்க உங்கள் பார்ட்னர் அதாவது லைஃப் பார்ட்னர் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானத்தை தவிர வழி இல்லை ஏன்னா உபய லக்கணம் உபயராசிக்காரங்க கண்டிப்பா ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் கடவுளை நோக்கிதான் செல்லணும் அப்படின்றத ஒரு விதி இருக்கு அதனால கண்டிப்பா வந்து அதை கடைபிடிச்சு அவங்க அந்த போகும்போது இது எல்லா விஷயங்களும் மாறும் அதனால தைரியமா இருக்கலாம் புதன் தசை வந்து பதினேழு வருஷமும் வந்து அட்டகாசமா இருக்கக்கூடிய லக்கணத்தை பத்தி இப்ப நான் சொல்லிட்டேங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு புதன் தசை வரும் எந்தெந்த வயதுல வரும்ன்றதும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல புதன் திசை வருதுங்க அதாவது நாப்பத்தஞ்சு வயதுக்கு மேல வருது அறுபது வயதுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சதை நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த புதன் திசை வரும் அந்த புதன் திசை வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரைக்கே வந்து ராகுவோட நட்சத்திரம் ஏன்னா இவங்கெல்லாம் ராகுவோட நட்சத்திரத்திலாம் பிறந்திருப்பாங்க திருவாதிரை சுவாதி சதயம் இவங்களுக்கு எல்லாம் வந்து புதன் வந்து எப்படி இருப்பாரு அப்படின்னா அவங்களுடைய ஆஹ் லக்கண புள்ளிய அந்த புதன் திசை நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும் அதாவது மிதன ராசி எடுத்துக்கலாம் அடுத்து சுவாதினா என்ன சொல்றோம் துலாம் ராசி எடுத்துக்கிறோம் சதயம்னா கும்ப ராசி எடுத்துக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை வரும் ராகுவோட சாரத்தில் பிறந்தவங்க தான் இவங்க மிகப்பெரிய ஒரு புத்திசாலியாக அறிவாற்றலாக திறமை மிக்கவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு புதன் திசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய பெரிய திசை தான் கடந்திருக்காங்க ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு புதன் திசை வரும் அப்போ இவங்களுக்கு ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அதாவது அவங்களுடைய லக்கணப்படி நம்ம பார்க்கணுங்க அந்த லக்கணப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் அந்த யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி சதையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா புதன் பகவான் புதன் திசை பதினேழு வருடம் வந்து அட்டகாசமா கொடுப்பாருங்க புதனை பத்தி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம் புதன் பகவான் ஞானத்தை கொடுப்பாரு என்ன லக்கணம் புள்ளி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஜாதகம் எடுத்து வச்சு பார்க்கும்போது எந்த லா போட்டிருக்கு பாருங்க அதுதான் லக்கணம் அந்த லக்கணம் வந்து எதுல எந்த வீட்டில் உட்காந்துருக்கு மேஷத்துலேருந்து மீ மீனம் வரைக்கும் உள்ள வீட்டில் எந்த வீட்டில் உட்காந்துருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த லக்கணப்புணிலேருந்து எத்தனாம் இடத்துல புதன் பகவான் இருக்காருன்னு பாருங்க நான் ஃபர்ஸ்ட்டே வந்து இதை பத்தி சொல்லிட்டேன் எத்தனாம் இடத்துல இருந்தா யோகம் எத்தனாம் இடத்துல இருந்தா அது வந்து பிரச்சினைகள் கொடுக்கும் அது எதிர்மறையான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் அது கண்டிப்பாக பாருங்க நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே மாதிரி புதன் திசையில பிறக்கக்கூடிய நட்சத்திரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இப்ப அவங்க எல்லாம் வந்து அறிவாற்றல் மிக்கவங்க இருப்பாங்க திறமைசாலியா இருப்பாங்க புத்தி கூர்மை அதிகமா இருக்கும் இரண்டு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயிலியம் கேட்டை ரேவதியில பிறந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா புதன் தசையில தான் பிறந்திருப்பாங்க அதனால அவங்களுக்கு நல்ல படிப்பாற்றல் அறிவாற்றல் நல்ல சிந்தனை சிந்தனை மிக்கவங்களா இருப்பாங்க அதனால இந்த புதன் திசை வந்து என்ன லக்கணம்னு பார்த்துட்டு புதன் பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பார்த்துட்டு தான் நம்ம இதை ஸ்டெப் எடுக்க முடியும் பொதுவான ஒரு பலன் பார்த்தீங்கன்னா உபயராசி உபய லக்கணக்காரங்களுக்கு பொதுவாகவே அறிவாற்றல் அறிவு சிந்தனைகள் இருக்கும் அது என்னென்ன உபயராசி உபய லக்கணம்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதை வந்து ரிவைன் பண்ணி பாருங்க ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதனால் அந்த புதன் எங்க இருக்காரு வலுவா இருக்காரா சுபர்கள் பார்வையா அசுபர்களோட பார்வையா என்ன கிரக சேர்க்கையில இருக்கு அந்த புதன் பகவான் எந்த கிரகத்தோட இருக்காருன்றதும் தனியா இருக்காரா மோஸ்ட்லி வந்து சூரியனோட தான் இருப்பாரு கவலைப்படாதீங்க உங்களோட எடுத்து பாருங்க மோஸ்ட்லி சூரிய பகவானோடையதான் புதன் இருப்பாரு அத வந்து சூரியனோட இருக்கும்போது புதாதித்த யோகம் பெற்றிருக்கும் அப்ப கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாரோட ஜாதகம் அப்படிதான் இருக்கும் ஏதோ ஒரு கிரகத்தோட தான் அமைப்போடதான் இருக்கும் தனித்த புதன் இருப்பாரான்னு எனக்கு தெரியல தனியா இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் சூரியனோடய இல்ல ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து அந்த செயற்கைக்கு உண்டான பலன்களே வேற மாதிரி இருக்கும் அதோட பலன்கள் வேற ஆனா புதன் திசைக்கு என்னென்ன லக்கண பலன்கள் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இது வந்து உங்களுடைய ஜாதத்தை எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்கு உங்களுடைய ஜாதகத்தை பத்தி நான் நினைச்சீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவேன் ஹீலிங் திரைப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்